கார்த்தை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும் கண்ணில் நீ துளிகோர்க்கும் நிலமது வேர்க்கும் நெஞ்சில் நெருப்பிணை மூ வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைக்கோ அந்த புண்ணியர் நெஞ்சியிலே பூத்ததோற்கான் அபீன் வளர்த்தோ கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைக்கோ அந்த புண்ணியர் நெஞ்சியிலே பூத்ததோற்கான் அவினை வளர்த்தோ கல்லறை வாழ்ந்திடும் கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் தோற்க எண்ணத்திலே வளர்த்து நீள்கிறே அந்த சூழல்கள் ஏற்ற பொழுதில் நெங்கி நில் நிற்பது மூழ்கிறதே வானத்தின் திருநாள் கார்த்திகை மாவீரத்தின் திருநாள் கார்த்திகை வானத்தின் திருநாள் கார்த்திகையில் மாதவனதும் கார்த்திகையில் கார்த்திகை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் நேருப்பு கார்த்திகை மாதம் கருப்பு நேருப்பு கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீதைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சீரை கனவின் எண்ணத்தில் வளர்த்து மண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீதைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சியில பூத்ததொரு கனவினை எண்ணத்தீலே வளர்த்துவோ கல்லறை பணிகிறதே எங்கள் தாயகம் முழுவதும் தாங்கிய தோள்களை பாத்திட விழிகளும் இயங்கிறதே விதைப்பதும் உழைப்பதும் கார்த்திகையில் உங்கள் விழிகளும் மலர்வதும் கார்த்திகையில் எருப்புகள் எரிப்பதும் கார்த்திகையில் எங்கள் எங்கள் தும் கார்த்த கார்த்தை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் வெறுப்பு கார்த்திகை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சியிலே பூத்ததொரு கனவின் எண்ணே வளர்த்தோ நல்லதை வாண்டிடும் மல்லவரே உம்மை கைதொளவம் துள்ளோம் கண்டிரப்பி மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள்வம் துள்ளோம் பாய்திரப்பி கண்ணுக்குளே வைத்து காத்திடும் அந்த பன்னியன் நெஞ்சிய பூத்ததொற்கனை எண்ண கீழே வளர்த்தோ கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீதைத்தோ அந்த பன்னியர் நெஞ்சீலே பூத்ததொற்கனை என்ன கீழே வளர்த்தோ